ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை காமட்டூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிக் புட்டா சாஃப்ட் சாரீஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் பாடி கலர் கிரீன் கலர் பேரட் க்ரீன் பழுவன் ப்ளவுஸ் பிங்க் கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா பாருங்கள் லோட்டஸ் டிசைனில் இருக்குது எல்லாமே பிக் புட்டா சாரீஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஆஃபர் offer price 5800 எயிட் உங்களுக்கு கிடைக்குங்க 5800 தௌசண்ட் free ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும் எக் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க அண்ட் இது எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸுங்க நெக்ஸ்ட் பேட்டனில் சரி பார்க்குறோம் பாடி கலர் ரெட் கலர் பழுவன் ப்ளவுஸ் ப்ளூவிஷ் க்ரீன் பாடியில் வரக்கூடிய புட்டாவும் சரி பழுவில் வரக்கூடிய புட் டிசைன்ஸும் சரி எல்லாமே த்ரெட் ஒர்க்குங்க இது சரி ஒர்க் இல்லாமல் த்ரெட்டில் மேக் பண்ணுதுங்க இந்த புட்டா வந்து எஸ்பெஷலி ரொம்பவுமே வாண்டட் புட்டா டிசைன் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஸாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ மட்டுமே கேஷ் ஆன் டெலிவரியில் எங்களால் உங்களுக்கு புக் பண்ண முடியும் சாரீ பார்சல் வரும்போது சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் கேஷ்ஷாக கொடுக்கணுங்க இது பாடி கலர் ராயல் ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூஇஷ் சேம் பேட்டர் தான் பார்த்துட்ருக்கோம் இதுலேயுமே ஜரி ஒர்க் இல்லாமல் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தாங்க நெக்ஸ்ட் BODY OF பாடி ஆஃப் COLOR பேஷ் கலர் பலன் ப்ளவுஸ் பிங்க் கலருங்க பிரைட் பிங்காக இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு புட்டாலேயே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டிசைன் இருக்கும் ஒரு டிசைன் வந்து சில்வர் ஜரிலையும் ஒரு டிசைன் வந்து கோல்டு ஜரிலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சேரீஸ்லேயுமே ப்ளெயினாக இருக்குங்க அண்ட் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஐ ரிப்பீட் த ப்ரைஸ் ஆஃப் த சேரீ 5800 தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் டு ஆல் ஓவர் இண்டியா சேம் பேட்டன்ல நெக்ஸ்ட்டு BODY OF ஆஃப் DOUBLE டபுள் ஷேடில் இருக்குங்க GREEN பலூன் ப்ளவுஸ் BRIGHT PINK டபுள் ஷேடு கலர் வரதுனால கண்டிப்பா வீடியோ ஃபோட்டோ ரெண்டுமே பார்த்துருங்க உள் சைடு பார்க்குறீங்க நெக்ஸ்ட் ஸாரி same பேட்டர்னில் body of ஸாரி violet color பல்லுவன் ப்வுஸ் க்ரன் கலருங்க இதுமே டபுல் ஷேடு தான் க்ரீன் அண்ட் வயலட் காம்பினேஷனில் இருக்கும் பல்லுவன் பிளவுஸ் பாடி வைலட் கலர் பேக் சைட் பார்க்குறீங்க இந்த சாரீஸ் எல்லாமே லைட் வெயிட் சாரீஸ்ங்க வியா பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸ்ங்க சாரீ வந்து தின்னா தாங்க இருக்கும் இது வந்து ரவுண்ட் புட்டாங்க பிக் புட்டாலே round புட்டா body பாடி ஆஃப் சேரீ ப்ளூ கலர் பலூன் ப்ளவுஸ் பீச் கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சேரீ ஒர்க்குதாங்க எல்லாமே ஹேண்ட்லூம் எடுங்க கைத்தறியில் நெசவு பண்ண பட்டுப்புடவைகள் ஒவ்வொரு சாரீ கூடையும் silk mark certification உங்களுக்கு வந்துடும் silk mark அப்படிங்கிறது அந்த fabric pure silk அப்படிங்கிறதுக்கு உண்டான கேரண்டிங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரி பீச் கலர் பளு ப்ளவுஸ் இங்க் ப்ளூங்க இதில் வந்து நீம்சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மேங்கோ பேட்டன்ல இருக்குங்க புட்டாஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் புக்கிங் பண்ணலாங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பிக்சர் சென்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்புக்கு அண்ட் அதோட அந்த சேரீ புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கிட்டருந்து ரிப்ளை வரும் அந்த ஸேரீ அவைலபிளாக இருந்ததுன்னா அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்டிமேஷன் வரும் இல்லை அப்படின்னாலுமே அதோடைய ஸ்டேட்டஸும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க இதில் இந்த சாரியுடைய பலுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி மெரூன் கலருங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் சேரீ பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் பேஸ்டல் ஷேடில் இருக்கும் பாடி ஆஃப் ஸாரீ க்ரீன் கலர் லைட் க்ரீனாக தாங்க இருக்கும் பலுவன் பிளவுஸ் பெய்ஜ் கலர் சேம் அந்த பெய்ஜ் கலரே பாடியில் டாப் அண்ட் பாட்டம்லேயும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுங்க கோல்டு டெஸ்ட் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சரி பார்த்துடலாங்க பலூன் பிளவுஸ் பிரைட் பிங்க் கலரில் இருக்குங்க பாடி கலர் வயலட் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரூபா சில்வர் சரி ஒரு ரூபா கோல்டு சரிங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸாரி வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாங்க நாங்கள் கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவோம் கேஷ் ஆன் டெலிவரியில் ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் இதே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேட் பண்ணி வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸ்மே இல்லைங்க ஷிப்பிங் சார்ஜஸ்மே இந்தியாவுக்குள்ள இல்லைங்க பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ பாடி ப்ளூ கலர் சேம் பேட்டர் தாங்க ப்ளவுஸ் பேக் சைட் பார்க்குறீங்க நெக்ஸ்ட் பேட்டர்னில் சாரி பார்க்குறோம் லீஃப் டிசைனில் இருக்கக்கூடியதுங்க பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் பழ அண்ட் ப்ளவுஸ் பீக் ப்ளூ இந்த லீஃப் டிசைனில் சில்வர் ஜெரி ஒர்க்கும் இருக்குதுங்க கோல்டு ஜெரி ஒர்க்கும் இருக்குதுங்க ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாதிரி வருங்க நெக்ஸ்ட் ஒன் பல அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க பாடி ஆஃப் சாரி எல்லோ அண்ட் க்ரீன் ரெண்டு கம் வருங்க ப்ளவுஸ் பேக் சைட் பாருங்க கஸ்டமர்ஸ் ரீசேலர்ஸ் wholesalers ஹோல்சேலர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணும் ரீசேலர் ஹோல்சேலராக இருந்தால் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோங்க நீங்கள் அந்த நம்பர் பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக டெக்ஸ்ட் பண்ணலாங்க இப்போ பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ஆனந்தா ப்ளூ பாடி ஆஃப் சரி நேவி ப்ளூ இதுவுமே லீஃப் டிசைன் தாங்க இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க Silk ரேட் அதிகமாகிட்ருக்க டைமில் உங்களுக்கு ஆஃபரும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாடி ஆஃப் சாரி கிரே கலர் blouse blue ப்ளூ கலருங்க இங்க் ப்ளூலேயே கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க இது இது வந்து ஃப்ளார் பாட்டில் வந்து எப்படி இருக்குமோ அந்த பூங்கொத்துகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குங்க டிசைன்ஸ் சேம் டிசைனில் நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்குறோங்க பல்லோன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ பாடி கலர் மெரூன் கலருங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஏனா, black thread வியூ பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் கைத்தறி புடவைகள் அப்படின்னாலே கண்டிப்பா, அந்த கைத்தறி குண்டான மார்க்ஸ் கண்டிப்பா இருக்குங்க சாரீயில் அண்ட் இதெல்லாமே லைட் வெயிட் சாரீஸுங்க ஸாரீ தின்னா தாங்க இருக்கும் சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பழுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூவாக இருக்கும் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் டார்க் கிரீன் கலர் புட்டாஸ் வந்து சில்வர்லையும் இருக்குதுங்க கோல்டு கலர்லேயும் இருக்குதுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் பழுவன் ப்ளவுஸ் பிளாக் கலர் பாடிஃப் சாரி green color, same pattern தாங்க back side பார்த்துடலாம் next சாரி பார்க்கலாங்க பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் பலன் ப்ளவுஸ் டார்க் பிங்க் கலருங்க இது வந்து கொஞ்சம் ரெட்டு காம்பினேஷனில் இருக்கும் இது வந்து புட்டாஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பெருசாக இருக்குங்க சில்வர்லேயும் மேக் பண்ணியிருக்கோம் கோல்டு சரிலையும் மேக் பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட் சாரி பலூன் ப்ளவுஸ் காஃபி ப்ரௌன் பாடி ஆஃப் சாரி பீச் கலருங்க ப்ளவுஸ் பேக் சைட் பார்க்குறீங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாஸ்க்கு நெக்ஸ்ட் சேரீ பார்த்துலாங்க பலூன் பிளவுஸ் பிங்க் கலர் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலருங்க இங்க் ப்ளூ கலரில் இருக்கும் சில்வர் ஜெரி ஒர்க் பண்ணதுங்க இது இது பாருங்க பிளவுஸ் டிசைனர் பிளவுஸ் டாட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே சில்வர் ஜெரி ஒர்க் தாங்க புட்டாஸ் அண்ட் பாடியில் வரக்கூடியது புட்டாஸும் பள்ளுவில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே சில்வர் ஜெரிவாக இருக்குதுங்க ஸோ எல்லா சாரீஸுமே ஓப்பன் பண்ணி காட்டியாச்சுங்க எல்லா சாரீஸ் கூடயும் இந்த சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்